வணக்க மக்களை எப்பவுமே நம்ம ஒர்க்குக்கு கிளம்பும்போது வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான் மக்களே வழக்கம் நான் இன்றைக்கி அப்படி கிடையாது மக்களே ஏன்னா அம்மா இன்றைக்கி வீட்டில் சமையல் பண்ண கொஞ்சம் லேட்டாகனு சொல்லிட்டாங்க ஒரு நாள் தானே பரவாயில்ல விடுமானோம் அம்மா கிட்ட சொல்லிட்டு நாம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கடையாக பார்த்து சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி நாம இன்னைக்கு வந்துருக்காங்க இந்த அஞ்சுருவா பரோட்டா கடை ஆமாங்க இங்கே பரோட்டா வரும் அஞ்சு ரூபா தாங்க நம்ம சாப்பிட்டாலும் இங்கே பில்லு நூறுரூவா தாண்டதே பெரிய விஷயங்க நம்ம அண்ணன் கிட்ட சாப்பிட்றதுக்கு ரெண்டு புரோட்டா கொடுக்கணும்னு கேட்டதும் அம்மா அண்ணன் ஸ்பெஷலாக ரெண்டு பரோட்டா போட்டு தரோம் தம்பி உக்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஒரு காட்டு காட்டுறாருங்க ஸ்பெஷல் புரோட்டாவை பரோட்டா மேலே எனக்கு எந்த கோபம் கிடையாது ஆனால் இதை அடிக்காமல் கொடுத்தா அந்த பரோட்டாவுக்கு அழகில் தம்பின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு அடி முட்டை அடிச்சுக்கிற தம்பினை அடித்து நம்ம அண்ணன் அடி மாங்குற பரோட்டாவை போட்டு அந்த பரோட்டாக்கு வலிக்காமல் பிச்சு போட்டு அதுக்கு மேலே காரசாரமான குழம்பு ஊற்றி நம்ம டேபிளில் கொண்டு வந்து கொடுத்தாங்க நம்ம அண்ணன் வெறும் கழிக்கு போதும்பா அவ்வளவுங்களா இதுக்கு மேலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு ஒரே முட்டையை உடச்சு போட்டு ஆப்பாய் மேல பெப்பர் அதிகமா தூக்கிட்டு அதை உடையாம வாயில தூக்கி போறது ஒரு கெத்துன்னு நினைச்சு நானும் பாத்துங்க தூக்கி வாயில போடும் போது உடஞ்சிருச்சு இருந்தாலும் விடாம நான் அது வாயில போட்டு ஒரு பெல் ப்ல நம்ம பைக் ஒரு பெட்ரோல் போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பலையும்கடையில போய் நமக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பலையம் கடைக்கு வந்துருக்காங்க பாரு ஆல்ரைட் நம்மளுக்கு தேவையான பொருள் கிடைச்சாச்சு ஆல்ரெடி வர்க்குக்கு லேட் ஆயிச்சு இதுக்கு மேல வேல கிலம்பியாச்சு இதுக்கு நடுவுல நம்ம ஒரு ஏரியும் ரயிலே கட்டி பார்த்தாச்சு ஃபைனலா நம்ம ரயில்வேயர அதுக்கு வந்தாச்சு ஆ போய் போ சம ஸ்பீடல வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த நாப்செட்ல மேல இங்க டாங்க போடுறத ஒரு மெஷர்மெண்ட்ஸ் பக்காவாக எடுத்து முடிச்சாச்சு வெல்டிங் பர்ஃபெக்டா அடிச்சு முடிச்சாச்சு இதுக்கு நடுவில் நம்ம ரிலாக்சேஷன் பண்றது ஒரு டீ பர்ஃபெக்டாக குடிச்சி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல வீடியோட உங்களை நம்ம இட் பண்ணுவேன் நல்லதுரைக்கும் உங்களுக்கு வீடியோ நம்ம டைம் டு லாக்டன்னு